அனைவருக்கும் வணக்கம் குரூட் ஆயில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் ஏப்ரல் செவன் டைம் வந்து டுவல் ஓ கிளாக் மேலாது மார்க்கெட் கண்டினியூஸாக இப்போ டவுன் சைட் இறங்கிட்டு இருக்கு 7404 தௌசண்ட் ஃபோர் நாட் போகுது இந்த சார்ட் ஈச் டே ஒவ்வொரு நாளும் கேண்டலனுடைய மூவ்மெண்ட் அந்த பிரேக் அவுட் அனலைஸ் பண்ணி நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் எவ்வளே நம்ம கமாடிட்டி குரூட் ஆயில் பார்த்தீங்க ஆஃப்டர்நூன் மாக்கிறதா ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் என்ன மாதிரி கால் ஜென்ரேட் ஆகுது ஸோ அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க வந்துருக்கோம் ஸோ இது நம்ம டெய்லி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் தான் ஸோ அப்படி நமக்கு இன்னைக்கு ஒரு டுவெல் ஓ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு செல் கால் வந்திருக்குன்றனால ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல அந்த கேண்டில் வந்து செல் அட் செவன் இதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குதுல அதான் நமக்கு பிரேக் பண்ண வேண்டிய டார்கெட் லைன்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் ரெட் கலர் லைன் ஃபஸ்ட் அரட் நெக்ஸ்ட் செகண்ட் அரட் ஃபர்ஸ்ட் அரட் பார்த்திங்கன்னா சவென் ஒரு நைன்டீன் பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்குது இந்த நைன்டீன் பாயிண்ட் பிரேக் அவுட் பண்ணி டுவெண்ட்டி பாயிண்ட் ரீச் ஆகாது அப்படின்றது தான் வெயிட் பண்ணி பார்க்க அடுத்து மேல இருக்க லைன் வந்து லாஸ் கண்ட்ரோல் பண்ணக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன் இந்த சார்ட் ஒவ்வொரு நாளும் கேண்டலினுடைய மூவமெண்ட் அனலைஸ் பண்ணி அந்த பிரேக் அவுட் எங்கே நடக்குதுன்றதை பார்த்துட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே பை பண்ணலாமா செல் பண்ணலாமா ஏதாவது என்ட்ரி எங்கே எடுக்கலாம் ஒரு ஆடர்நூன் மார்க்கெட்ல என்ன கால் கிடைக்கிறது அது எப்படி ஒர்க் அவுட் ஆனது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா டுவெல் பி எம் இன்னைக்கு ஏப்ரல் செவன்ல ஒரு செல்கால் வந்து இருக்கு இந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் செல் கால் ஜெனரேட் ஆனது ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் கழிச்சு இப்பதான் டவுன் சைட்ல இறங்க ஆரம்பிச்சிருக்கு 7400 தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ண முடியாம இருந்துச்சு இவ்வளவு நேரம் மார்கெட் பிரியஸ் கேண்டில் எல்லாம் பாத்தீங்கன்னா செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஜ் டச் பண்ணும்போது மார்க்கெட் ரெக்கவரி ஃபைனலா இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா செவன் தௌசண்ட் ஃபோர் பண்ணி டவுன் சைடு இறங்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ஃபிளோ கண்டினியூ ஆதான் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போதைக்கு மார்க்கெட் செவன் த்ரீ நைன்டி சிக்ஸ்ல போகுது நியூ கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு அதுவும் டவுன் சைட் செவன் த்ரீ நைன்டி மார்க்கெட் அகெய்ன் டவுன் ஸோ நமக்கு செல்கால் கிடைச்ச ஜஸ்ட் ஒரு செவன் மினிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர்ட் பிரேக் அவுட் பண்ணி 20 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு உங்களுக்கு இந்த சாட் வேணும் லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும் டக்குன்னு ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட் மாறுறதை தெரிஞ்சிக்கணும் அதை வச்சு ஒரு வர்ற கால்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணிக்கணும் இந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேனு ஒரு மெசேஜ் அனுப்புங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ